நல்லா இருக்கேன் வெளியிடு பேசிட்டு இருக்கீங்க உள்ள போய் உட்காந்தாச்சு கிடைக்கலாம் பாய் இப்பதான பாய் பயானே ஆரம்பிச்சிருக்கேன் காப்பா குடுது பாயருக்கு ਪਰమే என்ன அவசிய போய்க்கிறான் பாய் என்ன சாணு புரியாம பேசுற அல்லாவின் தூதர் கூறினார்கள் யார் தொழு ஜிம்மாவுக்கு வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குருபாணி கொடுத்த நன்மையை பெறுகிறார்கள் யார் இரண்டாவது வருகிறாரோ அவர் ஒரு மாட்டை குருபாணி கொடுத்த நன்மையை பெறுகிறார்கள் யார் மூன்றாவது வருகிறாரோ அவர் ஒரு ஆட்டை குருபாணி கொடுத்த நன்மையை பெறுகிறார்கள் யார் நான்காவது வருகிறாரோ அவர் ஒரு கோழி குருபானி கொடுத்த நன்மையை பெறுகிறார்கள் இப்படி ஒரு முட்டை வரியிலும் நபிஸ்வரலாசி நன்மையை பெறுகிறார்கள் இந்த நன்மையை நம் பெற வேண்டாமா இன்னும் அது மட்டும் இல்ல வாய் வாரத்துக்கு ஒரு முறைதான் ஜும்மா அதற்காக சீக்கிரம் போக வேண்டாமா ஜும்மாவுக்கு சீக்கிர போகம் குருபாலின்